Hi viewers, हाई विवर्स वेलकम पीजी क्रानिकल चेनल इतनी फर्स्ट वीडियो चैनल सो इतम चेनल वीडियो वर्पोद अब कुछ वीडियो अंडिंग एंड ट्रिप्स वि प्लेस विसिट पुट्स टेस्ट पड़े समिंग्स टेपिनल चेनल ஸோ எல்லாமே வீடியோஸாக நமக்கு வந்து வரும் ஸோ கோயிங் ஃபார் ஒவ்வொரு வீடியோவாக வரும் ஸோ ஃபஸ்ட் வீடியோ இங்கே குக்கிங் வீடியோ என்ன கொடுக்கப்போம் அப்படின்னா பச்சை மிளகா புளி மண்டி இது பச்சை மிளகாய் தொக்குன்னு கூட சொல்லிக்கலாம் இந்த ரெசிபி எங்கே எடுத்தால் அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்ட்ரீட்ஸில் போகிறப்போ அந்த ராகி கோல் கம்மங்கூல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே போய் க கொம்மங்கூல் ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்றப்ப அதுக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி கொடுத்தாங்க ஸோ டேஸ்ட் வாஸ் வெரி குட் ஸோ அது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது ட்ரை பண்ணலாம் ஸோ இதுக்காக தேவையானது என்னென்ன இங்கே இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆனியன் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பச்சை இது வந்து நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் தென் டொமேட்டோ டொமேட்டோ தென் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை தென் கறி லீவ்ஸ் அண்ட் ஆனியன் தென் ஆயில் ஜிஞ்சி மீன்ஸ் ஜின்ஜிலி ஆயில் மீன்ஸ் நல்லெண்ணெய் கடுகு தேவையான அளவு சால்ட்டு இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ டாமரிங் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன் பண்ணால் பச்சை மிளகா புளி மண்டிக்கு வந்து புளி கொஞ்சம் சேர்த்தாதான் அந்த ஸ்பைசினஸ் வந்து எடுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு ஸ்பைசி அவ்வளோவா இருக்காது ஏன் எப்படின்னா ஆனியன் டொமேட்டோலாம் சேர்க்கறதுனால நமக்கு ஸ்பைசி வந்து கம்மியாக இருக்கும் பட் டேஸ்ட் இஸ் வெரி குட் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பிக்கல்னு கூட சொல்லலாம் ஸோ வாங்க நம்ம வந்து இது எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு பேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஏற்பின்னா நீங்கள் அப்போ தான் ஒன்னார் டூ டேஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி அப்போ சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடவுள் நம்பருப்போ கடைகள் நல்லா ரெடிக்கிறப்போ கருவேக்குள்ள போட்டுலாம் அதோட கார்லிக்கு தில்ல லை போகும் எடுத்து வச்சா ஆனியினை சேர்த்தேன் ஆனியன் வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்தது சாப்பிட்றோம் கிரீன்ஷீல்டுங்க க்ரீன் சில்லி நல்லா வதங்கணும் நல்லா வதகுறையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்லி மேலே இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆனது கப் சேஞ்ச் ஆகிற டைம் தான் வந்து எடுத்து வச்சால் டமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் டமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வர்த்தி செய்வேன் அப்போ தான் அவங்களுக்கு அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் தீபாக இருக்கும் ஸோ டொமேட்டோ உட்கிற உட்கட்டும் ஸோ தீவான அளவு சால்ட்டு நான் வந்து கல்லூப்பு யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் அவங்களுக்கு நைஸ் இப்போ எந்த எந்த சால்ட் வேணுமோ அந்த சால்ட் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம புளி கரைச்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து டைம் புளி கரைச்சது சேர்த்தாச்சு இது வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் ஸோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலரே விட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அதுவும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியே குக் பண்ணலாம் விட்டு போய்ட்டு க்ளோஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ரு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் நீங்கள் குக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் சில்லிக்குள்ளே வந்து நீங்கள் நம்ம ஃபோட்டோலேயே டேமரின் புளி தண்ணி அந்த புளி தண்ணி வந்து க்ரீன் சில்லிக்குள்ளே போகும் அதுதான் வந்து அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் எடுக்கிறேன் ஆக்சுவல் இது வந்து நீங்கள் வந்து புள்ள ஆப்ஷனல் சொல்லிடுங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஆனியன் டொமேட்டோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து நீங்கள் வெறும் ஆயில் வெறும் ஆயில் போட்டு கடுகு போட்டு சரோட்டில் போட்டு க்ரீன் சில்லி வித் தாமிரி பேஸ்ட்டை மட்டும் வச்சுக்கூட மிக்ஸ் பண்ணலாம் வெங்காய தக்காளியெல்லாம் சேர்த்துங்கிறது வெங்காய தக்காளி பூண்டுலாம் சேர்த்துங்கிறது கிடையாது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நான் ஏன் ஆனியன் அண்ட் டொமேட்டோ போட்டேன் அப்படின்னா நாங்கள் மீன்ஸ் நார்மலாக தாமிரி போடுறப்ப கொஞ்சம் நெக்கல்க்கு ஸ்பைசி நமக்கு தெரியும் ஸோ அந்த ஸ்பைசி வந்து நான் ஆனியன் டொமேட்டோ வந்து எடுத்துப்போம் ஸோ அதனால் நமக்கு ஸ்பைசினஸ் தெரியாது கொஞ்சம் ட்ரையாகிட்டு வந்துட்டு வந்து அந்த யாத்திரம்லாம் க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்லா வந்துச்சு ஸோ இதை நம்ம ரெசிபி வந்து ரொம்ப ஆகிடுச்சு நல்லா நல்லா ட்ரையாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்க இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து இது அதை போட்டுட்டேன் இந்த பாウルக்கு அவளதாங்க ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து பச்சை மிளகா புளி மண்டி இன்னும் பச்சை தொக்கு ரெடி இது வந்து நம்ம எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது வந்து சைடிஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை இன்ஸ்டட் ஆஃப் பிக்கல் பிக்கல் பிக்கல் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி இது நம்ம சாப்பிட்லாம் இல்லை அவ்வளோதாங்க இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ